மாது மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தும் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கற்றுடைய மகிமைக்காக அதிக நேரம் காத்திருக்கும்படியா இந்த வருஷம் ஆண்டு உதவி செய்தார் ஆனால் அந்த மகிமையை நாம் அனுபவிக்கும்படியாக ஆண்ட நம்மை ஆசீர்வதித்தாரே அதற்காய் நான் ஆண்டிற்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறேன் ஏற்கனவே சொன்னவனம்மாய் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்றுகிறார் என்ற சாட்சியை இந்த செக்கினால வாயிலாக நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன் தேவத்து கொடுத்தி ஆண்டோர் மகிமைப்படுத்த பியூட்டி மகிமை இறங்கும் பொழுது நாம் எதற்காக அழுறோம் ஏன் அழுது சின்ன பிள்ளைகள் so earnestly. சிறு பிள்ளைகள் அழுதுட்டு அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல சில பிள்ளைங்க கண்ணத்தாலும் அவர்கள் ஒரு பிரம்மி பிள்ளை இருந்ததை கத்திர விட மகிமைய நமக்கு நிச்சயமாக அந்த நாளில் விளங்க செய்தார் என்ன கேட்கிற அருமையானவர்களே நேற்றைய தினத்துல ஒன்னு நாம் நன்றி செலுத்தும் பொழுது ஒரு தம்பி நான் ஒரு எதுக்கு ஸ்தோத்ரி அதே அதே காரியத்தை அந்த பாயிண்ட் வச்சு என்னன்னா கற்றுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு முன்பாக என்ன வெளிப்பட்டுச்சு கற்றுடைய வார்த்தை வெளிப்பட்டது இல்லாட்டி அது மேஜிக்காக மாறிடும் இல்லாட்டி வேற எதுவாக மாறிடும் கத்துடைய வார்த்தையை ஆண்டவர் அனுப்பி அவருடைய வல்லமையை விளங்க செய்வதற்கு முன்பாக வார்த்தையினால எல்லாரும் நிரப்பினால நான் ஆண்டோரை நன்றியோடு பகுதியை ஆண்டு தியானித்து அதை உங்களுக்கு செய்தியாக கொண்டு வர உதவி செய்த தயவுக்காக முழுமையாய் நாம் அநேக காரியங்கள படிக்க முடியவில்லை பட் இந்த காலவோலையில நாம் மறுபடியும் அதை படித்து நம் தெய்வ சமூகத்தில் இன்னும் மகிமையினால நிரப்பப்பட வாஞ்சித்து வாழ்க்கை அவருடைய மகிமினால் அலங்கரிக்கப்படும் ஒப்புறோம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வேறதை ஒரு சத்தம் உண்டாய் அதை கேட்டு போக விழுந்து மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அவர்களை தொட்டு எழுந்துகள் பயப்படாத இதே பகுதியைதான் நாம் மார்குவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை அதே போல லூகாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலும் நாம் இதை வாசிக்கிறோம் மார்க்குவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிங்க சொல்லுன்விசேஷத்துல நீங்க எடுத்து வாசிக்கும்பொழுது ஒன்பதாம் அதிகாரம் அதில் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல அப்படின்னு வாசிப்பதற்கு பார்க்கிறோம் எங்க போயிருக்காங்க மலைக்கு எதுக்கு போயிருக்காங்க ஜம் பண்ணுறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று நம் ஆசை எப்படி நடக்கிறது இந்த பகுதி அல்லது இந்த டிரான்ஸ் ஊழியத்தில் நடந்த ஒரு மகா பெரிய காரியம் அல்லது அவருடைய சத்தியத்தை பறைசாற்றும்படியாக நடந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி என்றால் ஏசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் ஏசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் அல்லது உங்களையும் என்னையும் ஏன் இயேசு ரச்சித்தார் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் வந்தது நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் அந்த மூன்றரை வருடம் ஊழியம் முடிகிற நேரத்தில் நடக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கணும் என்னை கேட்கிற அருமையானவர்களே அவர்கள் எங்க எங்க ஏறி போனாங்க என்று வாசிக்கிறோம் எங்க உயர்ந்த மலைக்கு நானும் உங்களுக்கு அனுக்கான கொஸ்டின் வச்சிருந்தேன் என்ன கொஸ்டின் ஆறு நாள் ஏறக்குறை எட்டு நாள் ஆறு நாளைக்கு பிறகு அவர்கள் போவதாக எழுதப்பட்டிருக்கிறதே பதினாறாம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் நீங்கள் யார் என்ன கேக்கு என்று சொல்லுகிறார் அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லும்பொழுது பேரு மட்டும்தான் வெளிப்படுத்த இங்கிலஷ்லாம் இருபத்தி ஓராம் வசனம் and strife. When hmm. we killed, hmm. on the third day we raised. Hmm. And Peter took him and began to review him, ah. saying, God forbid, Lord, hmm. this shall never happen to you. Are ah. you talking about 22 years in Tamil? There are many places, they are going to go to the family, and they are going to go to the family. They are going to go to the family. They are going to go to the family. They are going to go to the family. சாதன்மா கூட சொல்லா பேருக்கு கொஞ்சல்ல நிறைய தைரியம் தான் அது அன்பின் கடிதம் அப்போ ஆண்டோடு பதில் என்ன இருபத்தி மூன்றாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ என்ன பண்ற சிந்திக்கிற என்று ஆண்டோரு கலந்து கொண்டார் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்குாலிப தம்பி தங்கச்சிகளை சகோதர சகோதரிகளை மூன்றே வருடம் இந்த உலகத்துல அல்லது இந்த பூமியில அவர் வாழ்ந்த பொழுது மூன்றே வருடம் அவர் ஊழியம் செய்ததாக நம் சரித்திர சான்றுகளும் வேதத்துல நாம் வாசிக்கிறோம் அந்த மூன்று வருஷம் ஊழியத்துல ஏசு கிறிஸ்துவோடு கூட இவர்கள் எல்லாரும் எல்லாரும் ஊழியம் செய்தார் சுகத்தின் ஊழியம் நடந்தது அவருடத்துல வந்த எல்லா வியாதிஸ்தர்களையும் எல்லா நோய்வாய்பட்டவர்களும் அவர் என்ன பண்ணாரா எல்லாரும் சுகப்படுத்தினார் என்று வாசிக்கலாம் அப்புறம் அற்புதங்களை செய்தார் அப்புறம் மறைத்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அநேகர விடுதலை ஆக்கினார் அப்புறம் ராஜ்யத்தை குறித்து அப்புறம் அபுத்தர் கூட பேர் கொடுக்கல அவர் தெரிந்து கொண்டார் ஐயாயிரம் பேரை போஷித்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் ஊழியத்துல இத்தனை காரியத்தும் செய்தார் சரி இந்த பூமியில இந்த காரியங்கள் செய்யும் பொழுது அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணி கூட இருந்த அற்புதம் செய்தாங்க அவங்க வியாதிகளை சுகப்படுத்தினாங்களா சுகமாக்கினாங்க செய்த ஊழியத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருந்ததா இருந்தது பலவிதங்கள் உடைய கூட்டத்தில் அவர்கள் செய்தார்கள் நல்லா இருந்தது பொழுதும் அவர்களுடைய நிலவரம் சாதாரணமாக தான் இருந்தது முதல் பகுதியில ஆறு நாளைக்கு முன்பு என்று எழுதுவதற்கு அர்த்தம் என்ன இந்த crucial conversation is மனுஷகுமாரன் வேத பாருகிறாலும் மூப்பராலும் பாடுகள் பட்டு கொலையுண்டு கொலை செய்யப்படுவார் மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெரிந்துக்க வேண்டியிருக்கிறது என்று தன்னுடைய மரணத்தை குறித்து ஒரு மிகவும் துக்கமான மோசமான சம்பவிக்க முடியாத காரியங்களை விவரித்து சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு என்ன நடக்கிறது கடைசி முடிவை குறித்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் மேலாக பேத சொன்னாரு குமாராகிய கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கேன் என்று சொன்ன அந்த அறிக்கையை சொன்ன பேத கூட சொல்றேன் சம்பவிக்க கூடாது சம்பவிக்கலாம் தெரிந்து கொண்ட மரணம் ஒரு சுமூகமான ஒரு அமைதலான ஒரு சாதாரண மரணம் இல்ல மிகவும் கொடூரமான மிகவும் மிகவும் பாடுகள்ைந்ததான கோரமான முடிவை இயேசு அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் நினைத்த நினைப்புக்கும் இவர் சொல்லுகிற கூற்றுக்கும் மாறாக இருக்கிறதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்பிக்கை விசுவாசம் பெரிய அற்புதங்களா செய்யிறார் பயங்கரமான பிள்ளைகள் இவர்கள் பூமிக்குரியவர்களாக மனுஷனுக்குரியவர்களை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வேதத்தில் பல பகுதிகளை பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து ஒரு முறை சமாரி ஸ்திரீயோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு என்னுடைய போஜனமானது பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க என்ன நினச்சிட்டாங்க ஓ யாரோ ஒருத்தவங்க வந்து இவருக்கு ஸ்பெஷலாக ரைஸ் எடுத்து வந்திருக்காங்க பிள்ளைக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க அதை இவர் சொல்கிறாரு என்று நினைத்தார் Oh, my God. எனக்கு சாப்பிடக்கூடிய வேறொரு போஜனம் இருக்கிறது என்று உட்கார போகிறோம் எல்லாம் மெதத்துலாம் இப்படி இருப்பாங்க நமக்கு வல்ல இருக்கும் என்று நினைத்த பொழுது ஏசு அங்க எல்லாத்தையும் உடைக்கிறார் என்னுடைய மரணம் இப்படியாக மனுஷருடைய கைகளில் அது வேத பார்வையில் பரிசையர்கள் இப்படிப்பட்ட ரிலிஜியஸ் பீப்புள் என்னை உபத்திரப்படுத்தி பாடுகளுக்குள்ளாக்கி என்னை மரணத்துக்குள்ளாக கொலை செய்வார்கள் மூன்று நாளைக்கு பிறகு நான் எழுவேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இப்ப இந்த கான்வர் நடந்த பிறகு இப்பொழுது அருமையான வாலிப தம்பி தங்கச்சிலை சகோதர சகோதரிகளே நம்முடைய இறுதியும் கூட எத்தனை நாள் எத்தனை முறை இப்படி துவண்டு போயிடும் நமக்கு சாதகம் இல்லாத காரியங்கள் அல்லது மாறான காரியங்கள் வரும்பொழுது மூன்று சீஷர்களை மாத்திரம் இருக்கிற பன்னெண்டு சீசர்கள் இந்த மூன்று சீசர்களை மாற்றம் ஆண்டவர் ஒரு ரெப்ரஸண்டே அவர்களை கொண்டு போகிறார் இவர்கள் எப்படி இருந்தாங்க வாசிக்கிறோம் அவர்கள் என்ன பண்ணாங்க கொண்டிருக்கும் பொழுது நித்திரை மயக்கத்துல இருந்தாங்க எப்படிப்பட்ட நேரத்துல இவ்வளவு மகிமையான நேரம் இவ்வளவு மகிமையான வேலைகள் நடக்கிற நேரத்துல அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருந்திருக்காங்க அவனோடு இருந்தவர்களும் என்ன என்னவாய் இருந்தார்கள் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள் ஆகிலும் என்ன அதனாலதான் உங்களுக்கு முதல் காரியமாக சொன்ன முதல் நம்முடைய குறைகள் நம்முடைய இயலாமைகள் அவருடைய மகிமைக்கு முன்பாக ஒரு பொருட்டே அல்ல ஒரு பொருட்டே இல்ல ஒரு சைடு அவர்களுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டிருக்கிறது அவர் நம்பிக்கை இருக்கிறது இன்னொரு சைடு அவர்களால ஆவிக்கிற ஜீவத்தில் நிக்க முடியல இவ்வளவு மகிமையான காரியம் நடக்கும் பொழுது கூட தூக்கம் வருகிறது விட்ட முடிய அவர்கள் என்ன சொல்றாங்க நித்திரை மயக்கத்திலே இருந்தாங்களா இது இந்த கூட்டம்ன கூட்டம் பாருங்க அவர்கள் ஒன்பதாம் அவருக்கு என்ன பண்ண வந்தாங்க எதிர்கொண்டு வந்தாங்க கடாட்சி தரள வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறேன் அவன் எனக்கு பிள்ளையா இருக்கிறான் நாற்பதாம் வாசிங்க நாற்பத்தி ஓரம் வாசிங்க சூழ்நிலையை வந்துவிட்டது பாக்காதீங்க நாற்பத்தி ஓரம் வசனத்தில் என்ன வாசிச்சு மாறுபாடான சந்ததியாய் மாறப்பட்டு விசுவாசம் பொறுமையா இருப்பேன் நீங்க எழும்ப வேண்டிய காலத்துல எழும்பவில்லையே அல்லது மிக முக்கியமான நேரத்துல உங்களுடைய விசுவாசம் இப்படியாக ஒரு சின்ன காரத்தினால போயிட்டுச்சே என்று சொல்லி இயேசு அங்கு கடிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பவர்களை அவர் கொண்டு போய் அந்த மலையின் மேலே இருக்கும் பொழுது அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அவர் அவர் மறுரூபமானார் மறுரூபம் என்று சொல்லும்பொழுது என்று சொல்லுகிற அந்த பொருளுக்கு ஏற்றதாக இருக்கிறது அதாவது ஒரு கேட்ட பில்லர்ல இருந்து எப்படி பட்டர்ஃபிளையாக மாறுகிறதோ அது போல ஏசு கிறிஸ்து சரீரமானது மகிமையின் சரீரமாக மாறின அந்த பிரவேசத்தை ஆண்ட ஒரு சனம் அவர்களுக்கு காட்டுகிறார் அந்த மகிமையில அவருடைய முகம் எப்படியா மாறினதா சூரியனை போல பிரகாசித்தது அவருடைய வஸ்திரம் என்னவாக மாறினது சொல்லுங்க சொல்லுங்க வஸ்திரமாக அது மாறி நேரத்தில் நடக்கிற இந்த மிக முக்கியமான காரியம் எதற்காக காட்டின சொல்லுங்க சொல்லுங்க வெரி குட் உயர்த்தெழுதலுக்கு பிறகு வர்களுக்கும் தம்மை தம்மை பின்பற்றவர்களுக்கும் கொடுக்க போகிற மகிமையை அவர்களுக்கு சாட்சியாக காட்டும்படியாக ஆண்டவர் சுத்தம் உள்ளவராயிருந்தார் அந்த நேரத்தில் அவர்கள் மோசையும் எலியாவும் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசினதாக அவர்களுக்கு விளங்கினது என்று வாசிக்கிறோம் எதை குறித்து சொல்லுங்க பாக்கல எங்க மரணத்தை குறித்து என்ன பண்ணிக்கொண்டிருந்தாங்களா பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த கால வழியில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சியே கத்துடைய மகிமையை காணும்படியாக அல்லது அதை அனுபவிக்கும் முடியாத நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் தேவன் அந்த மகிமையை பிதாவி நாம் ஒன்றா இருக்கிறது ஒன்றாயிருக்கும் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தந்தேன் என்று சொன்னார் அந்த மகிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஏனென்றால் மாறும்படியாக அந்த மகிமை நம்மை உருமாற்றிக்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் என்பது ஒரு தேவண்ட பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மகிமையான வேலை நம்ம ஏன் தேவ சமூகத்துக்கு வருமா இருக்காலும் வருமா தயவு செய்து அப்படிப்பட்ட தேவ சமூகத்துக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வரக்கூடியவங்க வராதிங்க எனக்கு வேலைகள்லாம் நிறைய இருக்குது அதன் மத்தியில் தேவ சமூகத்துக்கு ஏன் வரும் பை இஸ்லோ மேலே கூட்டிகிட்டு போன மூணு பேரும் இவ்வளோ பேரும் மகிமையான காரியங்கள் நடக்கும் பொழுது தூங்கி தூங்குற கூட்டமாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் கீழே இருக்கிற கூட்டம் பார்க்கும்பொழுது எவ்வளவு பெரிய காரியத்தை அவர்கள் கையில் கொடுத்துட்டு போனார் அவர்கள விசுவாசம் குறைவினால அவர்கள் பிசாசை கூட துரத்த முடியாத நிலவரத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்ட இந்த கூட்டத்துக்கு ரகசியத்தை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருந்தார் என்பது என்ன தெரியுமா என்ன என்ன நினைக்கிறோம் முதல்வாசம் என்பது முதலாவது நீக்கும்படியாக ஆண்டவர் இங்கு தனக்கு பின்பாக அல்லது மரணத்துக்கு பின்பாக இதுவரைக்கும் யாரும் கண்டீராத ஒரு மகா பெரிய ரகசியத்தை தன்னுடைய சீஷர்களின் வாயிலாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சாட்சியாக அறிவிக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொள்ளவராயிருந்தார் அப்பொழுது அவருடைய குரலைகளையோ அவருடைய நிலவரங்களோ பார்க்கவில்லை ஆண்டவர் அவர்களை தூக்குகிறார் அவருடைய அவர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கும்படியாக உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறார் அல்லா இந்த பேரயோவான் யாக்கோபு அவர்கள் குறித்து அழகான நிறைய காரியங்கள் உண்டு முக்கியமானதை நான் உங்களுக்கு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்ந்த மலைக்கு ஏறி போக அவர்கள் மனம் உள்ளவர்களா இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே நம்ம சிபிக்க போகலாம் என்று சொல்லும் பொழுது நீங்களும் என்ன சொல்லிருக்கோம் என்ன சொல்லிருப்பீங்க சொல்லு கேரி குட் வேலை இருக்கு வர முடியாது வெரி குட் தூக்கம் வருது அப்படிப்பட்டவங்களை ஏசு கிறிஸ்தி எங்க கூட்டிட்டு போற சொல்றாரு சொல்லுங்க சொல்லுங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் தெரிஞ்சு உங்களுடைய குறைகள் முன்பாக ஒன்றுமில்லை அந்த மகிமைக்குரிய ஒரு விலையை நீங்கள் கொடுத்துதான் இன்ஃபார்மேட்டி நம்முடைய குறைகள் குறைகளை பார்த்து அவர் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டாம் என்று அவர் நினைக்கிறது இல்லை ஆனால் அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கிறத நம்ம உணர் நாங்கள் ஊழியத்துக்காக ஒரிசா போயிட்டு இருக்கும் பொழுது அல்லது போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோத்தகிரி போகும் பொழுது ஒரிசால ஒரு மேல் இதுல குடி இதுக்கு போறதுக்கு மூன்று மணி நேரம் நடக்க வேண்டியதாக மலையில் அந்த மலையில் மூன்று நடந்த பிறகு ஒருவேளை பெய்து இந்த உயர்ந்த மலைக்குள்ளாக நடக்கும் பொழுது அவர் ஒருவேளை தான் தூங்கிட்டாங்களான்னு தெரியாது ஒரு காரியும் ஏற ஆயத்தும் உள்ளவர்களாயிருந்தார்கள் என்னால் முழுமையா நம்ப முடியல ஆனா நான் கீழ்படுகிறேன் நீ செய்ய நான் உயத்தீழ்பேன் ஏறி போனார்கள் நாம ஆண்டவுடைய அழைப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு வருது என்ன சொல்லலாம் இது புரியல எனக்கு அது முடியல நம்முடைய குறைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து இருக்கும் நம்முடைய இயலாமைகள் விசுவாச குறைவுகள் நமக்கு முன்பாக இருக்கும் பட் குட் கேரக்டர் அமோங் திஸ் அண்ட் அல்லது இந்த ஜேம்ஸோட மூன்று பேருக்குள்ள இருந்தது என்னன்னா அவர்களுக்குள் குறை இருந்தது அவர்களுக்குள் அவிஸ்வாசம் இருந்தது அவநம்பிக்கை இருந்தது நித்திரை மயக்கத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு ஆவிக்கிற வெளிப்படத்தில் இத்தனை அற்புதங்களை பார்த்தாங்க அவங்க இருக்காங்க இவ்வளோ செய்தாலும் அவர்களுக்குள் உலகத்தில் இருக்கிற ஒரு பாஸ் உங்களை ஏதாவது கூப்பிடுறாங்க கூடுவாங்களா உங்களை நம்பி ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிடறாங்க நீங்க போய் அங்க தூங்குறீங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு கொடுத்துருவாங்க நிரந்தரமா தூங்கு தூக்க மாதிரி உனக்கு இன்னைக்கு அனைவர் ஆவிக்கு அலட்சியப்படுத்த ஆவிக்குற ஜீவத்தில் நாம் அதை உன்னைக்கு ரெடியா இருக்கணும் அதன் மத்தியில நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீ செய்வதெல்லாம் உயர்ந்த மலைக்கு ஏற உன் சிந்தகளில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் நீ உன்னுடைய குறைகளையும் வேதத்தில் வாசிக்கிறோம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம் சூழ்ந்து நிற்கிற வாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக நோக்கி இந்த இந்த முன்பாக முன்பியில நடக்கோ மாரியம் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசம் அநேகிற்குள் அசைக்கப்படும் கடைசி நாட்களில விசேஷமாக அறிவு பெருகி இருக்கிற இந்த காலத்தில் விசுவாசம் அசைக்கப்படும் அனைகளுடைய விசுவாசத்தை பிசாசானவன் சல்லடையாக சல்லடிக்க அவன் அவன் அவன் அநேக பிரயத்தனங்களையும் தந்திரங்களையும் கையாளுகிற காலம் இது அதனாலதான் விசுவாசம் குறைவுகள் முந்தி நடக்கும் என்று வசதியத்துல வாசிக்கிறேன் இயலாமைகள் மத்தியில விசுவாசிக்கிறேன் கீழ்படிவேன் உன்னுடைய தற்சமயத்தில் இருக்கிற அந்த நிலவரங்கள் பொருட்கள் ஏற எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க என்ன யூ ஹேவ் டு லீவ் யோல்ட் தாட்ஸ் அந்த உங்களை பிடிச்ச ஆரம்பிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மகிமையை காட்ட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீ விசுவாசித்தால் இன்னைக்கு மனுஷன் கையில ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் தேவனை பற்றிய விசுவாசம் இன்றைக்கு அநேகருக்கு அசைக்கப்படும் அசைக்கப்பட்டு இன்னும் இன்னும் பல விதங்களில் அசைக்கப்படும் நாம் நம்மை விசுவாசத்தை துவக்கினவரையும் முடிக்கிறவரையும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கி பார்த்து அவரை பின்பற்றி கொண்டே போகும் அவர்கிட்ட அண்டவரே என் பெலமின்னத்தின் மத்தியில் நான் எழும்ப விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் கத்தன் நிச்சயமாக அவருடைய மகிமையை வாக்களித்த மகிமையை நமக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏமெனால் எந்த பேதந்து கொண்டானோ அதே பேர கூறாய் வைக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டு தன்னுடைய மகிமையை காட்டுகிறார் சூரியனை சின்ன பகுதியை தான் இதுக்கே என்ன வைத்தாங்க பேச்சு மூச்சு இல்லாம எல்லாம் போயிட்டாங்க வாசிக்கிறோம் அவர்களை என்ன பண்ணாரா தட்டி எழுப்பி பயப்படாதீங்க அங்க சொ என்ன பேசாம சூப்பர் உருவாக்கினதை கோ ஹூ த மவுண்ட் வில் ரெஸ்டோர் தூப்பர் நேச்சுரல் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை விசுவாசிக்க முடியாதபடி ஏதுக்கள் இல்லை விசுவாசத்தை கெடுக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் இந்த விசுவாசத்தின் இந்த அவிசுவாசத்தின் மத்தியில் நீசுவை பின்பற்றி நீ எழும்புவா என்றால் நீ அவரை பின்பற்றி நீ மேலே எழும்புவா என்றால் அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தை உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் கொடுக்க உண்மையில் அவராக இருக்கிறார் இவங்களோட மூன்று பேரத்தையும் அதனாலதான் என்ன எழுதியிருக்காரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசன முடிக்க போகிறோம் நல்ல கைகளை எடுத்து நல்ல சத்தமா நல்ல வாசிங்க பார்க்கலாம் அவருடனே கூட எங்க இருக்க மேலே ஏறி போனதுக்கு மறக்க முடியாத ஒரு அளவு கேட்டோம் அல்ல என்பது கட்டு கதைகளினால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இந்த விசுவாசம் கதைகளினால் உருவாக்கப்பட்ட விசுவாசம் அல்ல இது சூப்பர் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அலேலுங்க இந்த அனுபவத்தை உங்களுக்கு யாருமே பிரிக்க முடியாது கதைகள் அநேகர் தங்களுடைய ஜீவனையும் வைத்தார்கள் தன் குடும்பத்தை வைத்தார்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் இந்த விசுவாசத்துக்காக வைத்தார்கள் ஏனால் இது தந்திரமான கட்டுக்கதைகளை உருவாக்கப்பட்டதல்ல இது எப்படிப்பட்டதான பண்ணும் தேவன மகிமையை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க எல்லாரும் தந்திரமான கட்டுக்கதைகளால் இருக்கும் என்றால் இன்றைக்கு நீங்க தெரிய சுற்றிலும் பல தந்திரமான கட்டுக்கதைகள் வரலாம் ாய்ய என்ன என்ன அறிவித்தாங்க வல்லமையையும் வருகையும் அறிவித்தார்கள் வருகையும் என்று கூடாது மறிக்கூடாது எனக்கும் எழுதி என்ன சிலுவில் அறைய வேண்டாம் என்ன தலைக்கீடாக அறையுங்கிறிஸ்துவர் நேர சிலுவில் அறிஞ்சுங்க நான் பார்த்தேன் என்னை தலைக்கீடாக சிலுவில் அறையுங்கள் என்று ஒப்பு கொடுக்க வைத்தது இந்த விசுவாசம் சூப்பர் வாழ்க்கையில தன்னார காண விரும்புகிறீர்கள் இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு ஜீவி செய்ய எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க சிலர் விசுவாச கப்பலை என்ன பண்ணினாங்களா சேதப்படுத்தினார்கள் அவிசுவாசத்தினால தங்களுடைய கப்பலை சேதப்படுத்தினார்கள் கடைசி நாட்களில அநேக விசுவாசத்தில் துரோகத்தை உண்டாக்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இங்க வந்து கதைகளை போதனைகளினால உருவானது அல்ல இது மனுஷருடைய தந்திர தட்டுகளினாலும் உருவானது அல்ல கட்டு கதைகளினாலும் உருவானது அல்ல இது மகிமையை கண்டவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தேவன் நமக்குத் நமக்கு தர முன்மேலவராக இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களோட ஆவிக்கிற நிலவரத்தில் நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் இந்த கால வழியில் உங்களோட விசுவாசத்தை உங்களோட விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அதை நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க ஏனென்றால் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லியிருக்கிறார் உன் விசுவாசம் அசைக்கப்படும் உன் விசுவாசம் குறைக்கப்படும் உன் விசுவாசம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படும் ஆனால் நீ அவையில் இருந்து வெளியே வரும் அவ மகிமையை கண்பா யால் இவங்க பலவீனமானது இவங்க பாரு தூங்கிட்டாங்க இவங்க விசுவாச விட்டு இல்லை அவருக்கு தெரியும் இவர்கள் என் வல்லமையும் வருகியும் இவர்கள் சொல்ல போறாங்க இவர்களுக்கு என் அனுபவத்தை காட்ட போகிறேன் அவர்கள் உயர்ந்த மலைக்கு ஏறி போக அவர்கள் விருப்பம் கொண்டார்கள் தங்கள் அவிசுவாசத்திலேயே வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அல்லது மடுபடும் மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னா அவர்களால் இந்த அனுபவத்தை பெற்றிருக்க முடியாது உலகத்துக்கு இந்த சாட்சியை கொண்டு வந்திருக்க முடியாது பரலோகத்தின் ரகசியங்களை கொண்டு வர முடியாது உயிர்த்தெடுதல் மேன்மையை கொண்டு முடியாது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது இந்த சரீரம் மகிமையின் பெற்றுக் கொள்ளப் போகிற இந்த ரகசிய மத்தியில் அவர்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள் கூட போராட்டத்தின் மத்தியில் எழும்பிக்க வேண்டிய அவசியத்தில் வருகிறார் சாதண மலைக்கல்ல உயர்ந்த புதுப்பிக்கிற நேரத்தில் அதிகாலையில் ஜெபித்தவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகள் தூக்கத்துக்கு போய் போய்விட்டார்கள் தூக்கம் இல்ல உன் விட்டப்பட்டதுல ஆண்டுவே மன்ன நான் எழும்ப ஆரம்பிக்கிறேன் என்று சொல்வாய் என்றால் கத்திரவுனை மிக அருமையான மகிமையை காட்ட அவர் உண்மையிலவராக இருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப எல்லோரும் முழங்கால் இருப்போம்